வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே January 21 டுவெண்ட்டி ஒன் டைம் பார்த்திங்கனா நைன் ஃபிஃப்டீன் ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு கீழே டவுனில் இறங்கிக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு தேர்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு கரெக்டாக ஒரு sell call வந்து ஜெனட் ஆகிருக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்றனால இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது நைன் சிக்ஸ்டீனுக்கு ஓப்பன் ஆகும் போதே ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு தேர்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரடில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு செல் கால் வந்து வந்திருக்கு இந்த சார்ட்டில் எவ்ரிடே பார்த்திங்கனா மார்க்கெட் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கேண்டில்ஸுனுடைய மூவ்மெண்ட்லாம் இருக்குது அந்த பிரேக் அவுட்லாம் ஃபாலோ பண்ணும் அந்த பிரேக் அவுட் படி நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் அப்படி நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஜனவரி டுவெண்ட்டி ஒன் ஆன ஒன் மினிட்ல ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அதாவது இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன் ஆயிடுச்சு எனவே மார்க்கெட் கீழே போகறக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த சார்ட் வந்து இன்டிமேட் பண்ணது ஸோ இதன் மூலமா நம்ம வந்து இது பார்க்கும்போது ஓகே ரெட் கலர் கேண்டில் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது என்ட்ரி பாயிண்டை விட மேலே தான் போகுது அப்படிங்கிற நம்ம ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் ஒரு லாட் பை பண்ணலாம் செல் பண்ணிடலாம் இல்லாட்டினா புட் ஆப்ஷனாக ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனாக ஒரு லாட் பை பண்ணலாம் டார்கெட் எய்ம் பண்ணால் எங்கே எய்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் டார்ட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த நைன்ட்டி பாயிண்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணதா அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எவ்வரிடே வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க பார்க்கும்போது அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறது உங்களுடைய வேலையாக சோ நாமக்க இன்னைக்கு வந்திருக்க அந்த செல் கால் இப்பதிய ட்ரேடிங் போயிட்டு இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் போற மாதிரி இருக்கு அகைன்セल्लिंग ரேஞ்ச்ல ட்ரேடிங் போயிட்டு இருக்கு இது ஃபர்ஸ்ட் ஆரட்ட ब्रेकアウト பண்ணுதா இல்ல மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கறத நாம இப்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனத பாத்தீங்கனா ஒரு 5 मिनिटஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு மார்க்கெட் ஸ்டில் பாத்தீங்கனா 37 450 ரேஞ்ச்ல தான் ட்ரேடிங் வந்து போகுது ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் செல்லிங் போனாலும் இப்போ நெக்ஸ்ட்டு த்ரீ கேண்டில் பாருங்கள் டக் டக்ன நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்சை ப்ரேக் வந்து பண்ணுது நமக்கு செல் கால் ஜென்ரேட்டானது தேர்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைனலாக இப்போ தான் பண்ணி தேர்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சேஜ் வரைக்கும் டவுனில் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கு நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு இப்போ நம்ம ப்ரீவியஸ் கால்ஸும் பார்க்கலாம் ஸோ இது ப்ரீயஸ் டே பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு இது வந்து ஒரு 255 ஃபிஃப்ட்டி ஃபைவ்க்கு வந்துருக்கு தேர்ட்டி வந்தது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள ஃபஸ்ட் ஆர்டர் ரீச் அவுட் ஆயிருக்கு அதுக்கு ப்ரேஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் மார்க்கெட் ட்ரெண்டு மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி என்ட்ரி பாயிண்ட்டில் எடுக்கலாம் டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ்னால் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டான டீடைல் பார்த்திங்கன்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ அப்படி தான் இன்றைக்கு நமக்கு கிடைச்ச செல் கால் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு நம்ம இப்போ ஒரு ஆப்ஷனும் பார்க்கலாம் தேர்ட்டி செவன் தௌசண்ட் புட் ஆப்ஷன் மந்த் முடியும் இந்த வாரத்தோட மந்த் அண்ட் ஆப்ஷன் தான் அந்த மணி ஆப்ஷன் மாதிரி தான் அந்த புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்றோம் நமக்கு பைக் கால் வந்துருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல ஃபைவ் டுவென்ட் ரேஞ்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்ளை பண்ணி வர கால் பார்த்து பண்றது பண்ணிக்க முடியும் உங்களுக்கு புடிச்ச ஆப்ஷன் பண்றதுனால பண்ணலாம் உங்களுக்கு டேரக்ட் ஆப்சன் மார்கெட் ஒன் மீ கேண்டில் இருக்குனாலும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த சாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீடெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த சாட் பற்றின டீடைல் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹைன்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ